ீங்களும் பெரிய பைய தூங்கிப்பேன் இருக்குன்னு தான் கேள்வி சும்மா ஒரு டென் மட்டும் அப்படியே விட்ரால் பண்ணிட்டு வரலாம் நினைச்சேன் பட் என்னோட நேரம் வந்து என்னன்னா யூடியூப் வந்து ஒரு மெயில் வந்துச்சு சரியா என்ன மெயில்னா ஒன் கே சப்ஸ்கிரைப் தானே வாங்கிருக்கிறேன் உனக்கு எதிராக கோடிக்கிறாங்கள அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எல்லாமே யூடியூப் வச்சுருக்கவங்களாம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறீங்கன்னா பல லட்சம் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் இல்லை பல லட்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாலர் வந்து வேல்யூ வந்து ஒன்று எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தஞ்சு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதாவது ஒரு நாள் வந்து மாறும் அதாவது ஏறும் குறையும் சரியா அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேயும் நான் பட்ட கஷ்டம் இருக்குது பற்றியா அதுக்கு பெரும் கஷ்டம் யூடியூப் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் ஓடி இருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அதாவது ஒன் கே சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லி இல்லையா டூ கே கேஸ்லாம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒன் சப்ஸ்கிரைபருக்கு நாம் பட்ட பாட இருக்க பார்ப்பேன் ஓராயிரம் இப்போ மைக்ஸ் ஸ்ரீராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொழிஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் பின்னாடி வரும்போது பின்னாடி நம்மளை முது வந்து பேசிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு பார்ப்பல மக்ஸப் ஸ்ரீராமம் சரிங்களா அதேமாதிரி நிறையா நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவமௌன்ட் தான் பண்ணுங்கிறாங்க அதில் நாம் பட்ட அவமானும் பெரிய பெரிய அவமௌனும்னா நான் படித்து ஸ்கூலுக்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் கேட்டேன் அது தெரியுமா உங்களுக்கு சரிங்களா இங்கே தருமபுரியில் தான் நான் இருக்கேன் அதிகமாக பயசுன ஸ்கூலில் சப்ஸ்கிரைபர் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி வந்து எனக்கு குறையாயிருச்சு ஒரு வருஷம் நானும் ஏறு வேணும்னு சொன்ன நினச்சினாங்க க்ளாச்சர்ஸ் ஓரளவுக்கு போயிருச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரம் வாட்சர்ஸ் வந்து கொண்டு வந்தேன் ஆனால் அந்தாலும் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு வீக்னஸ் வந்துருச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சி இப்போ இப்போ பசங்க கிட்டே எல்லாருக்குமே நான் சொன்னேன் இந்த மாதிரி மௌண்டேஷன் வராது இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நூற்றி பதினஞ்சு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அரவிந்த் சர்டர் சேனலில் வந்து நூற்றி பதினஞ்சு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஏ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சிங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்டுங்களாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்களோட குற்றி பசங்கள் அவங்களோட மொபைல்ஸ்லாம் இருக்கட்டும் ஏன்னால் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கே தோணல ஏன்னா அப்போ நீங்கள் தான் டூ கே கிட்ஸ் டூ இல்லையா டூ கே கிட்ஸோடு டூ கே கிட்ஸ்னால் யார்ன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம கோவில் வந்துச்சு இல்லையா அப்போ தான் யோசித்தேன் நம்ம யோசிச்சமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஸ்கூல் பசங்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஹெல்த் கேட்கக்கூடாது அவங்க நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுனால நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டேன் ஸ்கூல் பசங்க நம்ம கேட்கம்போது ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாலு ஜிஎல்ஐஐடி அஞ்சு ஜிஎல்ஐடி இப்போ நீங்கள் நாலு அஞ்சுலாம் போடாதீங்க எதுனா ஒன்னு மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிஎல்ஐடி பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபாகும் அதெல்லாம் பட்டுட்டு சரி ஒன்ஸ்கே சப்ஸ்கிரைப் வந்துச்சுலான்னு சொல்லிட்டு அப்பா அடி கடவுளே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உக்காந்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நிறுத்து திருப்பி ஆயிரத்தி பதினாலு சப்ஸ்கிரைபரில் அந்த பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் மைனஸ் ஆயிடுச்சு என்னடா விஷயம்னு சொல்லி பார்த்தா எனக்கே தெரில சரியா இவ்வளோ லோலாயம் பட்டு லொங்குப்பட்டு அசிங்கிப்பட்டு வேதனைப்பட்டு ஏன்னா யாருமே பூச்சைப்படுவாங்க ஸ்கூல் பசங்கள்கிட்ட போயிட்டு ஒரு சில பசங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே போடுவாங்க அது உண்மைதான் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நான் வச்சுருக்கிறது பார்த்தினா மோட்டார் லாஸில் தான் நம்ம வச்சுருக்கேன் சரியா மூன்று வருஷம் ஆகுது இந்த ஃபோன் வாங்கி சரியா மூன்று வருஷம் ஆகுது இந்த ஃபோனில் தான் வந்து நான் வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்கிறேன் சரியா இதை என்னால் முடிஞ்சுது நான் வந்து பார்த்தினா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சரியா ஏதோ என்னால் முடிஞ்சோம் ஒர்க்கோ இல்லை என்னால் முடிஞ்சோம்னா டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் இல்லை டிஎன்பிசி ஜாப் கிடைச்சா பார்ப்போம் இல்லை முழு நேரம் இறங்கிடலாம் இப்போ தான் கடல் பண்ணுறதுல ஒன்று ஒன்றிக்கே வந்திருக்கு இவ்வளோ லோலாய் போட்டு நான் வந்திருக்கேன் ஆனால் பார்க்கறவங்க வந்து என்னென்னா லட்சக்கணும் காசு வாங்குவோம் இவனுக்கு எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ கண்ண முடியும் பண்ணியிருக்காங்க ஏன் எங்கள் எங்கள் சொந்த சொந்த வீட்டிலே வந்து கன் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் போறேன்னு சொல்லி சொல்லி சரியா எந்த கண்டென்ட்டை பிடிச்சி எந்த இது நல்லா போடுது மொபைலில் தான் முன்னாள் நம்ம இயர்ஃபோன் நம்ப இது இயர்ஃபோன் யூஸ்ஸை வந்து எடுத்துக்கோங்க நண்பர் தான் அவர் என் ஏஜ் தான் அவர் படாத சரியா அவர் அந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் ஏறல ஆனால் அவர் எப்படி வாங்கினார்னு எனக்கு தெரியல ஃப்ளாக்ஷிப்பு நம்ம இவர் படாத விக்கி இப்போ விக்கி நம்ம படாத கஷ்டமாகப்பட்டு சரியா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஓரளவு ஷேர் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் அக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க மறக்காமல் ஷேரும் பண்ணிட்டு போவாங்க சரிங்களா இது ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும் இந்த சமயத்தில் மெயினாக நான் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்களா நான் படித்த ஸ்கூல் அதிகமாக வயசு வயசு இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ண சரிங்களா நாம் கூடிய விரைவில் அதாவது மிக விரைவில் நாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பு நம்ம டூர் போக போகிறோம் அதுவும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறீங்க ப்ளஸ் வந்து அரவிந்த் சடவேந்தர் எப்படி பேஜை வந்து லைக் பண்ணி வச்சுருவாங்க கண்டிப்பாக வீடியோ சொன்னால் கண்டிப்பாக வரும் ஒரு எக்ஸாக்ட்லியாக சொன்ன போனால் இப்போ அடுத்த பதினஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம வாக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு அந்த பிளான் எப்படி வரும் அதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம் வேண்டியது சரிங்களா அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிளானுக்கு ரெடியாக வரும் சரிங்களா டட்டா பாய் கோவிட் பரவிட்டுருக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க பி சேஃப் லவ் யூ ஆல்